போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் வருங்கால அரசு ஊழியர்களுக்கு வணக்கம் நம்ம புள்ளியல் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம் புள்ளியலில் வந்து பார்த்திங்கன்னா மையப்போக்கு அளவைகள் பறவுதறி அளவைகள்னு சொல்லிட்டு ரெண்டாக இருக்குது மையப்போக்கு அளவைகளில் சராசரி இறைநிலை முகடு இது மூணுமே நடத்தி டெஸ்ட்டும் வச்சிட்டோம் சரிங்களா இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரவுதலின் நிலவைகளில் திட்ட விளக்கம் விளக்கவர்க்க சராசரி இதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்கூல் புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா பரவுதலின் நலவைகளில் வீழ்ச்சி திட்ட விளக்கம் விளக்கவர்க சராசரி மாறுபாடுகள் இது சம்பந்தமான கொஸ்டின் இருக்கு சரிங்களா நம்ம இந்த கிளாஸ்ல திட்ட விளக்கம் விளக்கவர்க்க சராசரி இதை பத்தி பார்க்க போறோம் சரி வாங்க கிளாஸுக்கு போகலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பரவலை நலவைகளை விளக்கவர்க்க சராசரி அதாவது அதை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா விளக்கவர்க்க சராசரினா என்ன பாருங்க கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தில் உள்ள கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் கொடுக்கப்பட்ட புள்ளிவிரத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் அதன் கூட்டு சராசரிக்கும் கூட்டு சராசரிக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை வர்க்கப்படுத்தி அந்த வர்க்கங்களுக்கு சராசரி காண்பது சராசரி எனப்படும் என்ன சொல்றாங்க கொடுக்கப்பட்ட புள்ளி விருதத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் அதன் கூட்டு சராசரிக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை வர்க்கப்படுத்தி அந்த வர்க்கங்களுக்கு சராசரி காண்பது என்னது விளக்க வர்க்க சராசரி சொல்றாங்க சரிங்களா இதை வந்து பாத்தீங்கன்னா சிக்மா ஸ்கொயர் என்று குறிக்கப்படுகிறது சராசரி ஒவ்வொரு வித்தியாசங்களை வர்க்கப்படுத்தி அந்த வர்க்கங்களுக்கு சராசரி காண்பது விளக்க வர்க்க சராசரி எனப்படும் இப்ப பாருங்க பறவை நலவைகளில் திட்ட விளக்கத்தை பத்தி பார்க்க போகணும் சரிங்களா திட்ட விளக்கம் திட்ட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா விளக்க வர்க்க சராசரியின் மிகை வர்க்க மூலம் திட்ட விளக்கம் எனப்படும் என்ன சொல்றாங்க திட்ட விளக்கம் என்ன சொல்றாங்க விளக்கவர்க்க சராசரி மிகை வர்க்க மூலம் அதாவது விளக்கவர்க சராசரிக்கு ரூட் எழுதிங்க அதான் என்னன்னு சொல்றாங்க திட்டவர்க்மா சிம்பிளாங்க சரிங்களா இப்ப பாருங்க வேணும்னா என்ன பண்ண போதும் சராசரிங்களா விளக்கவர்க்க சராசரி ரூட் எடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சராசரிக்கு sigma square is equal to summation of x minus x bar four square divided by n idhu vandhu pathina vilakavarga sarasarikku formula sariingala ipo namak idhe en thittavaga venna vilakavarga sarasarike root ertha na namak enaga kadachunu thittavaga kandupudichu sari kandupudichina sariingala appo sigma square it, root erthinna sigma idhukku root edukka mudiyadhu appo root la apdi vandhuvom summation of x minus x bar whole square square divided divided divided by by by n n summation summation summation of of of sigma is equal to root x x minus n whole square எக்ஸாம் வந்து ஃபார்முலாவும் கேட்கறாங்க சரிங்களா அதனால இந்த ஃபார்முலாண்டதையும் பார்த்து வச்சுக்க சரிங்களா இப்ப திட்ட இன்னொரு ஃபார்முலா இருக்கு அதனால பாருங்க பொது வித்தியாசம் டி கொண்ட ஒரு கூட்டு தொடர் வரிசையில் தொடர்ச்சியான உறுப்புகளின் ரொம்ப முக்கிய பார்த்து இதுல இருந்தா நம்ம டிஎம்பிசி கொஸ்டின் கேட்கறாங்க சரிங்களா பொது வித்தியாசம் டிஃப்ரெண்ட் ஒன்னா இருக்கு சரிங்களா ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்மலாம் பாத்தீங்கன்னா sigma is equal to d d root root of of n n square square minus minus 1 1 12 2 அந்த உறுப்புகளின் இப்போ பாருங்க முதல் என்ன்களின் ஒன்று என்ன ஒன்னு ஒண்ணு போறது ஒன்று போடாம இருக்கிறது முதல் என் ஒற்றைப்படை எண்களின் திட்ட விளக்கம் ஒற்றைப்படை ஒற்றைப்படை எண்கள் எப்படி இருக்கும் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு இப்படி முடிவு இல்லாமல் வெயிட்டே இருக்கும் சரிங்களா அப்ப இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன வரும் ரெண்டு ரெண்டு அப்ப ரெண்டு அடுத்த பார்முலா பாருங்க முதல் என்ன்களின் திட்ட விளக்கம் இரட்டைப்படி எண்கள் எப்படி இருக்கும் ரெண்டு நாலு எட்டு முடிவு இல்லாமல் பை டுவெல் சரிங்களா ரொம்ப முக்கியம் பொது வித்தியாசம் டி கொண்ட ஒரு கூட்டு தொடர் வரிசையில் தொடர்ச்சியான என் உறுப்புகளின் திட்டமிடங்கள் √ (n^2 1) by 12 சரிங்களா இதுவே இயல் எண்கள் நிஜாக डिफरेंट ஒன்னு தான் வரும் அப்ப √ (n^2 1) 12 இதை ஒற்றைபடை எண்கள்னு சொல்லும்போது डिफरेंट ரெண்டு வந்துரும் அப்ப 2 √ (n^2 1) by 12 இது இரட்டைபடை எண்கள்னு சொல்லும்போது அங்கயும் डिफरेंट ரெண்டு தான் அப்ப 2 √ (n^2 1) by 12 இங்க வந்து ரொம்ப முக்கியம் பாத்துங்க சரிங்களா இதிலிருந்து தான் நம்ம TNBC ல ரொம்ப क्वेश्चन கேக்குறாங்க வந்து பாத்தீங்கன்னா திட்டை வகையில உள்ள ஃபார்முலா எல்லாமே பார்த்துட்டு சரிங்களா பண்புகள் ஒரு ரெண்டு பண்பு இருக்கு சரிங்களா அதை மட்டும் போயிடலாம் சரிங்களா பாருங்க பாருங்க ஒரு புள்ளி விவரத்தில் உள்ள ஒவ்வொரு மதிப்புடனும் ஒரு மாறாமதிப்பு கேயை நாளும் அல்லது கழித்தாலும் அதன் திட்டவிளக்கம் மாறாது ஒரு புள்ளி விவரத்தில் உள்ள ஒவ்வொரு மதிப்புடன் ஒரு மாறும் மதிப்பு கேயை கூட்டினாலும் அல்லது கடித்தாலும் எக்ஸாம்பிள் பார்க்கல எக்ஸ் ஒய் என்ற புள்ளி விவரத்தின் திட்டவிளக்கம் அப்போ திட்ட விளக்கத்தை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மதிப்பெண் கூட்டினாலும் கழித்தாலும் திட்ட விளக்கம் மாறாது அப்படி பாருங்களா எக்ஸ் ஒய் புள்ளி திட்ட விளக்கம் டிசைங்களா ஒவ்வொரு மதிப்பில என்ன பண்ணிருக்காங்க கழிச்சாலும் என்ன பண்ணாது திட்ட விளக்கம் மாறாது திட்ட விளக்கத்தை பொறுத்தவரையிலும் கூட்டினாலும் கழிச்சாலும் திட்ட விளக்கம் மாறாது ஆனா சராசரி என்ன பண்ணிருக்கோம் கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி வகுத்தாலும் சரி சராசரியில் திட்ட விளக்கத்தை பொறுத்தவரை கூட்டினாலும் கழிச்சாலும் திட்ட விளக்கம் மாறாது இப்ப திட்ட விளக்கத்துல இரண்டாவது பண்பு பாருங்க ஒரு புள்ளி விவரத்தில் உள்ள ஒவ்வொரு மதிப்பையும் கே என்ற பூஜ்ஜியமற்ற மாறிலையால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ அதன் திட்ட விளக்கத்தையும் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்ய வேண்டும் ஒரு புள்ளித்தில் உள்ள ஒவ்வொரு மதிப்பிலையும் நீங்க பூஜ்ஜியமற்ற மார்கையால் பெருக்கினாலும் வகுத்தாலும் திட்ட விருத்துணும் அதே மாதிரி எக்ஸ் ஒய் இச புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் பாரு திட்ட விளக்கம் என்ன கேட்கிறாங்க எக்ஸ் ஒய் இசை திட்டம் என்ற பிள்ளை திட்ட விளக்கம் டி இங்க என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு நம்பர் இரண்டாவது என்ன பண்ணிக்கணும் திட்ட விளக்கத்தையும் ஒவ்வொரு நம்பர் பாருங்க ஒவ்வொரு நம்பரையும் மூணாலத்தையும் திட்ட விளக்கத்தையும் மூணால டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்ப திட்ட விளக்கத்தோட பண்புகள் பாத்தாச்சு விளக்கவர்க்க சராசரியும் பாத்துட்டோம் சரிங்களா இப்ப விளக்கவர்க்க சராசரியும் திட்ட விளக்கத்தையும் கம்பேர் பண்ணி எப்படி பாப்போம் பாருங்களேன் இப்ப விளக்கவர்க சராசரிய சிக்மா ஸ்கொயர் இந்த சிம்பிளாலும் குடிப்போம் திட்ட விளக்கத்தை சிக்மான்னு குடிப்போம் சரிங்களா இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க அதாவது விளக்கவர்க்க சராசரி குடுத்து திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் திட்ட விளக்கம் கொடுத்து விளக்கவர்க்க சராசரி கேட்டாங்கன்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் இப்ப பாருங்களேன் விளக்க வர்க்க சராசரிசி கொடுவிளக்கத்தை ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிடும் விளக்க வர்க்க சராசரி கிடைச்சிருவோம் சரிங்களா இப்ப இங்கே பாருங்களேன் திட்ட விலக்கம் ரூட் எடுக்கணும் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்க திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரி கேட்டாங்கன்னா திட்ட விளக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இதே விளக்கவர்க்க சராசரி கொடுத்து திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா விளக்க வர்க்க சராசரிக்கு ரூட் எடுக்கணும் சரிங்களா அது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க இதுக்கு என்ன பார்முலா படிச்சு சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இது வந்து இது என்ன of of summation x x bar n n இதுக்குள்ளார் பாருங்கள பாருங்க முதல் n என்ன படிச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் ஒன்னா இருந்தா திட்ட விளக்கம் டி இன்ட்டு ரூட் ஆஃப் என்ப Dual value, 1 square-1 <laughs> n square 1 by 12 இது முதல் n என்பது முதல் n என்ன்களின் விளக்க வர்க்க சராசரி என்ன ஃபார்முலா அதுக்கு அப்படியே ரூட் எடுத்தால் அந்த அந்த நம்பருக்கு அப்படியே ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் விளக்கவர்க சராசரி கண்டுபிடிச்சிடலாம் அவன் பாருங்க அது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள் ரூட்டு கேன்சல் ஆயிரும் அப்படின்னா வரும் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை சரிங்களா இது வந்து முதல் என் இலனென்களின் விளக்கவர்க்கு ஃபார்மலா என்னஸ் ஒன் டிவைட் பை டுவெல் முதல் என்னின் திட்டத்துக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் என்யர் மைனஸ் ஒன் டிவைட் பை இப்ப வந்து சராசரி திட்ட விளக்கம் விஷயத்தையும் என்ன பார்மலா சரிங்களா இப்ப வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்க நாலு ஆறு ஏழு எட்டு பத்து ஆகிய புள்ளி விவரங்களுக்கு திட்ட விலக்கம் காண்க இதான் வந்து செஞ்சோம் இப்போ இந்த மாதிரி புள்ளி விவரம் கொடுத்து நம்ம திட்ட விலக்கம் கேட்டா நான் வந்து डिफरेंट ஒன்னா இருக்கானோ பாருங்க சரிங்களா डिफरेंट ஒன்னா இருக்கறத நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிரலாம் sigma d √n^2 1 12 அந்த ஃபார்முல யூஸ் பண்ணிரலாம் இப்போ இதுல வந்து பாத்தீங்க डिफरेंट வேற வேற இருக்கு அப்ப என்ன ஃபார்முல யூஸ் பண்ணனும் திட்ட விலக்கத்தை தான் கேக்குறாங்க √ summation of x x bar இந்த ஃபார் யூஸ் பண்ணணும் சரிங்களா எக்ஸுங்கிறது ஒவ்வொரு பிள்ளைங்க சரிங்களா எக்ஸ்பார்கிறது சராசரிங்க எக்ஸ்பார் பர்ஸ்ட் என்ன பண்ணிங்க சராசரிங்க எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பருக்கும் அத்தனை டிவைட் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படின்னா பத்து இருபது முப்பத்தி அஞ்சு வருது சரிங்களா அப்போ முப்பத்தி அஞ்சு டிவைட் பை அஞ்சு போட்டிங்கன்னா எக்ஸ் பார்ட் வேல்யூ வேல்யூ ஏழு சரிங்களா பாருங்க இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஏழு 8 10 இது x- x bar. x- x x ஏழுனா மைனஸ் ஒன்று ஏழு மைனஸ் ஏழுனா ஜீரோ எட்டு மைனஸ் ஏழுனா ஒண்ணு பத்து 10 ஏழுனா மொன்சேலா இதெல்லாம் பாத்தினா x x بار அப்படி இருக்கான் சரிங்க அடுத்து என்ன பண்ணனும் x x بار ஹோல் ஸ்கொயர் அந்த நம்பரை எல்லாம் ஸ்கொயர் பண்ணுங்க சரிங்க -3 ஸ்கொயர் பண்ணினா 9 -1 ஸ்கொயர் பண்ணினா 1 0 ஸ்கொயர் பண்ணா 0 1 ஸ்கொயர் பண்ணா 1 3 ஸ்கொயர் பண்ணா 9 சரிங்க அடுத்து நாம என்ன பண்ணனும் சம் இன்ட் x x بار சம் இன்ட் x x بار ஹோல் ஸ்கொயர்னா இதையெல்லாம் ஆட் பண்ணுங்க இதையெல்லாம் ஆட் பண்ணா எவ்வளவு வரும் இது இருபது வரும் பாரு திட்டவிளக்கமானது எட்டு எனில் அனைத்து தரவுகளுடனும் அஞ்சை கூட்டினால் கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் என்ன கொஸ்டின் சரிங்களா நீங்க பார்த்தோன்னே டக்குன்னு லாபம் வந்துரும் என்ன லாபம் வரணும் திட்ட விளக்கத்தை பொறுத்தவரையும் கூட்டினாலும் கழிச்சாலும் திட்ட விளக்கம் மாறாது என்ன இருக்கோ அதை வரும் பெருக்குன்னா வகுத்தா போட்டோம் அப்படின்னு அப்படியே பெருகிக்கணும் சரிங்களா என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு தரவின் திட்ட விளக்கம் ஆனது ரெண்டு புள்ளி எட்டு எனில் ஒவ்வொரு தரவனும் அஞ்சை கூட்டுறாங்க கழிச்சாலும் திட்ட விளக்கம் மாறாது அப்போ இந்த கொஸ்டின் திட்ட விளக்கம் மாறாது அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க ரெண்டு தான் வரும் ரெண்டு புள்ளி மூணாவது கொஸ்டின் பாருங்க ஒரு தரவின் திட்டவிளக்கம் நாலு புள்ளி அஞ்சு ஒரு தரவின் திட்ட விளக்கம் நாலு புள்ளி அஞ்சு அதன் அனைத்து தரவுகளுடனும் ஏழை கழித்தால் புதிய தரவின் திட்ட விளக்கம் காண்கா கொஸ்டின் சரிங்களா திட்ட விளக்கத்தை பொறுத்தவரையும் கூட்டினாலும் கழிச்சாலும் திட்ட விளக்கம் ஆறாது ஒரு தரவின் திட்ட விளக்கம் நாலு புள்ளி அஞ்சு ஒவ்வொரு நம்பர் என்ன பண்றாங்க ஏழை கடிக்கிறாங்க கூட்டினாலும் கழித்தாலும் திட்ட விளக்கம் மாறாது அப்போ இந்த புதிய தரவின் திட்ட விளக்கம் மாறாது அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பாருங்கள் நாலு புள்ளி அஞ்சு இப்போ நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு தரவின் திட்ட விளக்கம் மூணு புள்ளி ஆறு அதன் அதன் ஒவ்வொரு புள்ளியையும் வகுக்கும் வகுக்கும்போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காண்க ஏதா கொஸ்டின் திட்டவும் கேட்கறாங்க விளக்கவர்கராசரினு கேட்கறாங்க சரிங்களா நம்ம தித்த விளக்கத்தில் பொறுத்தவரை தான் நம்ம கூட்டாலும் கழித்தாலும் திட்ட விளக்கம் மாறாது பெருக்கினா வகுதம் திருவிழக்கம் மாறும் சராசரிக்கு நம்ம அப்படி பார்க்கவே இல்லை சரிங்களா ஆனால் எனக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் திட்ட கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சா விளக்கவர்கராசரி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா பாருங்க நம்ம இப்போ ஒரு தரவின் திட்ட விளக்கம் மூணு ஒவ்வொரு மதிப்பையும் மூணு நாள் வகுக்கிறாங்க அப்போ வகுத்தாங்க என்ன பண்ணிக்கணும் திட்டவகுதி மூணு வகுத்துக்கணும் சரிங்களா அப்போ பாருங்க அப்போ திட்ட என்ன வருவீங்க என்ன வரும் மூணு புள்ளி ஆறு டிவைட் பை மூணு மூணு புள்ளி ஆறு டிவைடு பை இது என்ன வரும் மூணாம் டிவைட் பண்ணீங்கன்னா ஒன்னு புள்ளி வரும் ஒன்னு இது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் நம்ம இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சா விளக்கவர்க்க சராசரி கண்டுபிடிச்சிடலாம் அப்ப அந்த புதிய தரவின் விளக்கவர்க்க சராசரினா நமக்கு சராசரி கொடுத்துட்டு விளக்கவர்க்க சராசரி கேட்டாங்கன்னா நமக்கு திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்கவர்க்க சராசரி கேட்டாங்க சராசரி பண்ணீங்கன்னா டெசிமல் பண்றது வரும் எப்படி மாத்தீங்க ஒன்னு புள்ளி பன்னெண்டு பன்னெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி நாலு நம்பர் வர மாதிரி அப்புறம் வச்சுக்க என்ன வரும் அஞ்சாவது பாருங்க ஒரு புள்ளி விரத்தின் திட்ட விளக்கம் ஒண்ணு புள்ளி ஆறு அதன் விளக்கவர்க்க சராசரியை காங்க கொஸ்டின் சரிங்களா இப்ப திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்கவர்க சராசரி கேட்டாங்க என்ன பண்ணா போதும் திட்ட விளக்கத்தை பண்ணா போதும் சரிங்களா பாருங்க விளக்க வர்க்க சராசரி சீ கோட்டு திட்ட விளக்கம் ஸ்கொயர் அவங்க திட்ட விளக்கம் என்னது ஒன்று புள்ளி ஆறு சரிங்களா ஒன்று புள்ளி ஆறு ஹோல் ஸ்கொயர் ஒன்று புள்ளி ஸ்கொயர் இது மாதிரி டெசிமேலில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணாவே நாங்கள் என்ன பண்ணணும் அது முழு நம்பராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் முழு நம்பர் ஆகினா பதினாறு பதினாறு இன்ட்டு என்ன வரும் த்தி ஆறு வரும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா இப்ப இங்க புள்ளிக்கப்புறம் இங்க ஒரு நம்பரு இங்க ஒரு நம்பர் அப்போ புள்ளிக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும் ரெண்டு நம்பர் இருக்க மாதிரி சரிங்களா அப்ப பிள்ளைக்கு ரெண்டு நம்பர்னா ரெண்டு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஒரு புள்ளி விவரத்தின் விளக்க வர்க்க சராசரிஞ்சு எனில் அதன் திட்ட விளக்கம் காண்க அதன் திட்ட விளக்கம் காண்க சரிங்களா விளக்கவர்க சராசரி கொடுத்தது திட்ட விளக்கம் கேட்டாங்க என்ன பண்ண போதும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும் அதாவது சராசரி ரூட் எடுத்தா போதும் சரிங்களா அப்ப திட்ட விளக்கம் விளக்க வர்க்க சராசரி அஞ்சு ரெண்டு புள்ளி ரெண்டு என்றைக்குமே இங்கே டெசிமில் பொறுத்த வரையும் ஸ்கொயர் பண்ணுறதா தான் சரி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதா சரி அது முழு நம்பராக மாத்திக்கோங்க சரிங்களா இப்போ முழு நம்பரை எப்படி மாற்றுவீங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே வந்து ரெண்டு சைபர்ஸ் ஏற்றிங்கன்னா என்ன ஆயிரும் ஃபுல் நம்பராகிரும் சரிங்களா அப்போ ஆயிரும் இரநூத்தி இருபத்தஞ்சி டிவைட் பை ரெண்டு சைபர்ஸ் ஏற்றுக்குறேன் இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு ரூட் எடுத்தீங்கன்னா பதினஞ்சுன்னு வரும் நூறு ரூட் எடுத்திங்கன்னா பத்து நூறு ரூட் எடுத்திங்கன்னா பத்து இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் வரும் ஒா புதுமே பதினஞ்சு ஒன்னு புள்ளி அஞ்சு கீழே ஒரு சைடு புள்ளி வேண்டியதான் முதல் ஏழு இயலென்களின் திட்டவிளக்கம்முலா ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டுவெல் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை வேல்யூ என்னங்க என்னோடய வேல்யூ ஏழு அப்போ போடுங்க பாப்போம் ரூட் ஆஃப் ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது 1 ஒன்று டிவைட் பை டுவெல் நாற்பத்தி ஒன்பது ஒன்று போச்சுன்னா ரூட் ஆஃப் நாற்பத்தி எட்டு டிவைட் பை பன்னெண்டுன்னு வரும் இது எடுத்திங்கன்னா ரூட்டு நாலு ரூட்டு நாலு நாலு ரூட் எடுத்திங்கன்னா வரும் ரெண்டு கொஸின் பாருங்க முதல் பதினோரு இயல் எண்களின் திட்ட விளக்கம் மற்றும் விளக்கவர்க்க சராசரி முதல் பதினோரு <tele -t selfie> <t67> என்ன பண்ண போதும் சராசரிவல் திட்டவிளக்கம் ஸ்கொயர் திட்ட விளக்கம் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் இங்கே திட்ட விழுத்த ஒரு வேலை ரூட்டு பன்னெண்டா அப்போ ரூட்டு பன்னெண்டு ஹோல் ஸ்கொயர் அப்போ இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிரும் அப்போ என்ன ஒரு ஆன்சர் பன்னெண்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இப்போ ஒன்பதாவது கொஸ்டினை பாருங்க முதல் பத்து இயல் எண்களின் விளக்கவர்க்க சராசரி காண்கிட்டு கொஸ்டின் போன கொஸ்டின் என்ன பார்த்தோம் முதல் பதினோரு இயல் எண்களின் திட்ட மற்றும் விளக்கு வர்க்க சராசரி கேட்டதாங்க சரிங்களா அப்ப திட்ட விளக்கம் இருந்தா நம்ம அதுல இருந்து விளக்கவர்க்க சராசரி கண்டுபிடிச்சிடும் ஆனா என்ன கேட்டிருக்காங்க விளக்கவர்க்க சராசரி மட்டும் தான் தித்தியம் கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது ஒரு ஃபார்ம பார்த்துருக்கோம் முதல் விளக்க வர்க்க சராசரி விளக்க வர்க்க சராசரி என்ன பார்மா என் டிவைட் பை டுவெல் என்னஸ் ஒன் டிவை பை டுவெல் இங்கே என்னோடய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பத்து என்னோட வேல்யூ பத்து பத்த ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நூறு நூறு மைனஸ் 12 டிவைடு பை டுவெல் அப்போ தொண்ணூற்றி ஒன்பது டிவைடு பை டுவெல் தொண்ணூற்றி ஒன்பது பாருங்க முதல் ஏழு ஒற்றைப்படை எண்களின் திட்ட விளக்கம் காண்கள் ஒற்றைப்படை எண்களின் திட்ட விளக்கம் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் சரிங்களா என்னன்னு பாருங்க முதல் என் ஒற்றைப்படை எண்களின் திட்ட விளக்கம் வரும் ரெண்டு இன்ட்டு n2-1 மைனஸ் ஒன் டிவைட் பை டுவெல் ரெண்டு இன்ட்டு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடு பை டுவெல் என்னோடய வேலையானங்க ஏழு அப்போ என் சீக்வர்ட்டு ஏழு இப்போ போடுங்க பார்ப்போம் ரெண்டு இன்ட்டு ஏழு 1 வேலி நாற்பத்தி ஒன்பது மைனஸ் ஒன்று டிவைட் பை டுவெல் போட்டிங்கன்னா ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி ஒம்பது சரிங்களா அப்போ என்ன வரும் ரெண்டு ரூட்டு நாலுன்னு வரும் 2 ரூட்டு நாலு ரூட் நாலு ரூட் எடுத்தீங்கன்னா வரும் இன்டூ ரெண்டு பதினாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பது விளக்க வர்க்க சராசரி முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு அறுபது விளக்கவர்க்க சராசரியே காங்க விளக்கவர்க சராசரியே காங்க இதான் சரிங்களா என்ன ஒரு நம்பரு கொடுத்துட்டு அதை விளக்கவர்கள் சராசரி முப்பத்தி ரெண்டு சொல்றாங்க இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு விளக்கவர்க சராசரி கேட்கிறாங்க சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்குள்ள விஜயாசி பாருங்க இங்க பதினாலு இருக்கு இங்க இருக்கு இங்க பதினெட்டு முப்பத்தி ரெண்டு அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாவது பெருக்கிருக்காங்க சரிங்களா அந்த விளக்கவர்க்க சராசரியை பொறுத்தவரை ரெண்டு ஆளு வகுத்தாலோ அதை அப்படியே பண்ற மாதிரி படிக்கலாம் திட்ட விக தான் படிச்சிருக்கேன் சரிங்களா அப்படி இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சு விளக்கவர்க்க சராசரி திட்ட விளம் கண்டுபிடிச்சு என்ன கண்டுபிடிக்கணும் விளக்கவர்க சராசி கண்டுபிடிக்கணும் பாருங்க 14 பதினெட்டு 22 ரெண்டு 30 ஆறு முப்பது இரு ஒரு நம்பர் சரிங்களா இங்க இருக்கு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாப்பத்தி அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம் எல்லா நம்ப ஒரு நம்பர் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாவது என்ன பண்ணி ரெண்டா பெருக்கிருக்காங்க சரிங்களா அப்ப திட்ட விளக்கு என்ன பண்ணிட்டா போதும் ரெண்டாலை பெருக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க விளக்கவர்கசராசரை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்ப இந்த நம்மளோட விளக்கவர்களை முப்பத்தி ரெண்டு நான் திட்ட விளக்கு என்ன வரும் விலக்க விளக்கவர்கிட்ட விளக்கம் என்ன பண்ணுவோம் விளக்கவர்களுக்கு அப்ப இது ஒரு திட்ட விளக்கம் திட்ட விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் பதினாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பது இதோட திட்ட விளக்கம் இருபத்தி எட்டு நாற்பத்தி நாலு என்ன பண்ணிக்கலாம் என்ன கண்டுபிடிச்ச வர்க்க சராசரி என்ன பண்ணனும் கிட்ட இருக்க ஸ்கொயர் பண்ணனும் அப்ப 2 √32 होल ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணா 4 √32 ஸ்கொயர் பண்ணா √ கேன்சல் ஆயிடும் அப்ப வெறும் 32 மட்டும் வரும் சரிங்களா வெறும் 32 மட்டும் இருக்கும் 4 32 128 128 அப்ப இந்த நம்பரோட வர்க்க சராசரி 32 அப்ப இந்த நம்பரோட வர்க்க சராசரி நூற்றி நூற்றி இருபத்தி எட்டு இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளியில் பறவை நிலைவுகள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கவர்க்க சராசரி திட்ட விளக்கம் இது வந்து பேசிக்ஸாக என்னென்ன இருக்கும் அதையும் பார்த்தாச்சு எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இன்னும் இந்த பறவை நிலவையில் இந்த பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்திங்கனா வீச்சு மாறுபாடு கேள்வி இது வந்து பார்த்திங்கனா நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த க்ளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் அதை நீங்கள் கமண்டில் நம்ம அதை அடுத்த கிளாஸில் நம்ம திருத்திக்கலாம் சரிங்களா நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ